வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பதிவில் கார்டீஷியன் பெருக்கள்னா என்ன கார்டீசியன் பெருக்கல் உறவை எப்படி வரையறை செய்யலாம்னு பார்த்தோம் இந்த பதிவில் சார்புகள் பார்க்கலாம் சார்பு என்றால் என்ன எல்லா உறவுகளும் சார்பாகுமா இல்லை எல்லா சார்புகளும் உறவாகுமா பார்க்கலாமா சார்பிற்கான ஒரு சிறிய விளக்கம் நம்முடைய எடையை பார்ப்பதற்காக எடை பார்க்கும் இயந்திரத்தில் நாம் நிற்கிறோம் அது உடனே நமது எடையை கணக்கிட்டு காட்டுகிறது இதில் இயந்திரத்தில் நாம் நிற்பது என்பது ஒரு உள்ளீடு நமது எடையை அந்த இயந்திரம் நமக்கு கொடுக்கிறது அது ஒரு வெளியீடு பாருங்க நாம் எடைப்பாக்கும் இயந்திரத்தில் ஏறி நின்றவுடன் நமது எடையை காட்டுகிறது இங்கு நாம் நமது எடை என்பதை வரிசை ஜோடியாக எழுதலாம் ஒவ்வொருவரையும் அவர்களின் எடையுடன் நாம் இங்கு அடையாளப்படுத்தலாம் இதுதான் சார்பு என்பது ஒருவருக்கு ஒரு எடை மட்டுமே இருக்கும் கண்டிப்பாக ஒருவரின் எடை என்பது ஒரே ஒரு விடைதான் அதற்கு இரண்டு விடைகள் இருக்காது கவனிங்க நாம் நமது வகுப்பு மாணவர்களின் கணம் ஏ என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு மாணவருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு வயது இருக்க முடியும் அதே போன்று கடைக்கு சென்று நாம் புத்தகம் வாங்கும்போது புத்தகத்துக்கு ஒரே ஒரு விலை மட்டுமே இருக்கும் ஒரே புத்தகத்துக்கு இரண்டு விலைகள் இருக்காது பல புத்தகங்களுக்கு ஒரே விலை வேண்டுமானால் இருக்கலாம் இவ்வாறு ஒரு கணத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மற்றொரு கணத்திலுள்ள ஒரே ஒரு உறுப்போடு இணைக்கும் ஒரு தொடர்பு சார்பு இரண்டு வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறோம் பாருங்கள் இங்கே உறவு இவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது கணம் ஏ யிலுள்ள நான்கு உறுப்புகளுக்கும் கணம் பியில் தனித்தனியாக உறுப்புகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இந்த வகையான உறவை நாம் சார்புகள் என்கிறோம் சார்பின் வரையறை X மற்றும் Y என்ற இரண்டு வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான ஒரு உறவு எஃப் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கணம் எக்ஸுக்கும் ஒரே ஒரு y belongs டு கணம் ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ சார்பு என்கிறோம் கவனிங்க எக்ஸ் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் தனித்தனியாக ஒய் என்ற கணத்தில் உள்ள ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது அதுதான் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் எனில் எஃப்ஐ சார்பு என்கிறோம் சார்பு என்பது இந்த இரண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் வரையறை செய்யப்படுகிறது நல்லா கவனிங்க ஒரு உறவு எப்போது சார்பாகிறது எனில் முதல் கணத்திலுள்ள எல்லா உறுப்புகளும் இரண்டாவது கணத்திலுள்ள உறுப்புகளுடன் தொடர்பு வேண்டும் எந்த ஒரு உறுப்பும் விடுபடக்கூடாது இரண்டாவது நிபந்தனை முதல் கணத்திலுள்ள உறுப்புகள் கண்டிப்பாக ஒரே ஒரு உறுப்புடன் மட்டும்தான் தொடர்பு வேண்டும் எஃப் சம் எம் ஒவ்வொரு X பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு Y இருக்கும் எக்ஸிலிருந்து ஒயுக்கான சார்பை F from X to Y என எழுதலாம் பொதுவாக சார்பு F என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது சார்பை குறிக்கும் ஆங்கில சொல்லான ஃபங்க்ஷன் என்பதின் முதல் எழுத்தே இது உறவு மற்றும் சார்பு ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு சார்பும் உறவே சார்புகள் உறவின் உட்கணம் உறவுகள் கார்டிஷியன் பெருக்களின் உட்கணம் நல்லா கவனிங்க இங்கே எல்லா உறவுகளும் சார்பாகாது ஆனால் ஒவ்வொரு சார்பும் கண்டிப்பாக உறவு சார்புகள் என்பது உறவின் உட்கணம் உறவுகள் கார்டிஷியன் பெருக்களின் உட்கணமாக உள்ளது சார்புகள் பொதுவாக ஒரு உள்ளீட்டை எடுத்துக்கொண்டு அதனை வெளியீடாக மாற்றும் ஒரு இயந்திரத்தை போன்றதாக கருதலாம் பெரும்பாலும் உள்ளீடுகள் எக்ஸ் அல்லது டி என குறிக்கப்படுகிறது வெளியீடுகள் ஒய் என குறிக்கப்படுகின்றன சார்பு எஃப் என்று குறிக்கப்படுகிறது ஒய் சமம் என்ற குறியீடு எஃப் என்ற சார்பு எக்ஸ் என்ற உள்ளீட்டையும் ஒய் என்ற வெளியீட்டையும் கொண்டுள்ளது என்பதை கூறுகிறது கவனிங்க இங்கே உள்ளீடு என்பது எக்ஸ் வெளியீடு என்பது எஃப்எக்ஸ் எஃப் என்ற சார்பு உள்ளீடு எக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியீடு எஃப்எக்ஸை நமக்கு திருப்பி தருகிறது இங்கே எஃப் எக்ஸ நாம இப்படி வரையறை செய்யலாம் எஃப் எக்ஸ் கொயர் அதாவது வர்க்க எண்கள் இப்போ உள்ளீடா ஒன்று என்ற எண்ணை கொடுத்தால் என்ன வெளியீடு வருதுன்னு பாருங்க ஒன்று அடுத்து இரண்டு என்ற எண்ணை உள்ளீடாக கொடுக்கும் போது என்ன வெளியீடு 4 அடுத்து மூன்று என்ற எண்ணை உள்ளீடாக கொடுக்கும் போது அதன் வெளியீடு ஒன்பது இவ்வாறு சார்பு என்பது ஒரு உள்ளீட்டை எடுத்துக்கொண்டு அதனை வெளியீடாக மாற்றும் ஒரு இயந்திரமாக கருதப்படுகிறது உறவுக்கும் சார்புக்கும் என்ன வேறுபாடு உறவு என்பது மதிப்புகளின் தொகுப்புகளுக்கு இடையிலானவை உறவை ஆர் என்ற எழுத்தால் ஒவ்வொரு உறவும் சார்பு அல்ல சார்பு என்பது ஒவ்வொரு உள்ளீட்டுக்கும் ஒரே ஒரு வெளியீடு மட்டுமே உண்டு சார்பை எஃப் என்ற எழுத்தால் குறிக்கிறோம் ஒவ்வொரு சார்பும் உறவுதான் கவனிங்க சார்புகள் பற்றிய சில குறிப்புகள் கணிதத்தில் உயரிய கோட்பாடுகளை புரிந்து ஒரு சார்பின் வீச்சகமானது முக்கிய பங்கு வகிக்கின்றது சார்புகள் ஒரு வடிவில் அதன் துணை மற்றொரு வடிவுக்கு மாற்றும் அடிப்படை கருவியாகிறது அறிவியலில் சார்புகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எஃப்ரம் எக்ஸ் டூ ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் பாருங்க கணம் எக்ஸ் ஐ சார்பு எஃப் இன் மதிப்பகம் என்கிறோம் முதல் கணத்தில் உள்ள உறுப்புகளை நாம் மதிப்பகம் என்கிறோம் மற்றும் கணம் ஒய்யை அதன் துணை மதிப்பகம் என்கிறோம் இரண்டாவது கணத்திலுள்ள உறுப்புகள் துணை மதிப்பகம் எனப்படுகிறது முதல் கணத்திலுள்ள உறுப்புகள் மதிப்பகம் இரண்டாவது கணத்திலுள்ள உறுப்புகள் அடுத்து எஃப் ஏ சமம் பி ஆக இருந்தால் இங்கு எக்ஸில் உள்ள ஒன்று என்ற எண் இரண்டுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது சோ எஃப் ஒன்று சமம் இரண்டு எஃப் ஆஃப் மூன்று சமம் ஆறு ஏ சமம் பி ஆக இருந்தால் சார்பு எஃப் இல் பி ஆனது ஏ யின் நிழல் ஒரு ஏ ஆனது பி யின் முன் ஒரு கவனிங்க இங்க எக்ஸர் உள்ள குறுப்புகளை பாருங்கள் ஒன்று என்ற எண் இரண்டுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது ஒன்றின் நிழல் 2 2 இரண்டின் நிழல் ஒரு நான்கு மூன்றின் நிழல் ஒரு ஆறு நிழல் உரு 8 அதே போன்று இரண்டின் முன் உறு 1 நான்கின் முன் உரு இரண்டு ஆறின் முன் உரு மூன்று எட்டின் முன் உரு நான்கு இருந்தால் சார்பு எஃப் B ஆனது ஏ யின் நிழல் உரு ஏ ஆனது பி யின் முன் ஒரு எக்ஸின் அனைத்து நிழல் கொண்ட கணத்தை எஃப் வீச்சகம் என்கிறோம் கவனிங்க முதல் கணம் மதிப்பகம் இரண்டாவது கணம் துணை மதிப்பகம் இங்கே வீச்சகம் என்பது ஒய்யில் உள்ள அனைத்து நிழல் உருக்கள் இந்த கணக்கில் ரெண்டு நாலு ஆறு எட்ட நாம வீச்சகம்னு சொல்லலாம் பத்து என்ற எண் நிழல் இல்லை அதனால பத்து என்ற எண் எழுதக்கூடாது துணை மதிப்பகம் எழுதும் அனைத்து எண்களையும் எழுத வேண்டும் இங்கே மதிப்பகம் ஒன்று இரண்டு மூன்று நாலு துணை மதிப்பகம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து வீச்சகம் இரண்டு நான்கு ஆறு எட்டு இது போன பதிவுல உறவுகள் படிக்கும் போது நாம பார்த்திருக்கோம் எஃப்ரம் எக்ஸ் டூ ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உரு இருக்கும் ஒரு உறவு கண்டிப்பா சார்பு எனில் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் கண்டிப்பாக நிழல் உரு இருக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு மட்டுமே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கணும் முடிவுறு கணங்கள் ஏ யிலிருந்து பிக்கு என் ஆஃப் ஏ சமம் பி என் ஆஃப் எனில் ஏ மற்றும் பி க்கு இடையேயான மொத்த சார்புகளின் எண்ணிக்கை பியின் அடுக்கு க்யூ ஆகும் அதாவது கணம் ஏ யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பி கணம் பியிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கியூவாக இருந்தால் ஏ மற்றும் பிக்கு இடையேயான சார்புகளின் எண்ணிக்கை பி யின் அடுக்கு அம்புக்குடி படம் மூலமா இந்த சார்புகளை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் முதல் கணம் ஏ பி சின்னு மூன்று உறுப்புகள் இருக்கு இரண்டாவது கணத்துல பி கியூ ஆர்ன்னு மூன்று உறுப்புகள் இருக்கு முதல் கணத்திலுள்ள எல்லா உறுப்புகளும் இரண்டாவது கணத்திலுள்ள ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு மட்டுமே உள்ளது பாருங்க இரண்டு நிழல் உருக்கள் இருக்கு பி க்கு ஒய்யும் இருக்கு இசட்டும் இருக்கு என்ன பார்த்தோம் ஒரே ஒரு உள்ளீடுக்கு ஒரே ஒரு வெளியீடு மட்டும்தான் இருக்கணும் ஆனா இங்கே பி என்ற உள்ளீட்டுக்கு இரண்டு வெளியீடு இருக்குது எனவே இது சார்பாகாது இந்த படத்தை கவனிங்க இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு பாருங்க மூன்று உறுப்புகள் இருக்கு ஒன்றின் நிழல் உரு எம் இரண்டின் நிழல் உரு என் மூன்றின் நிழல் ஒரு என் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க இங்கே உள்ளீடுகள் தனித்தனியா இருக்கு வெளியீடு மட்டும்தான் ஒரே ஒரு வெளியீடு இரண்டு என்ற எண்ணுக்கு வெளியீடு ஒன்று எண் மூன்று என்ற எண்ணுக்கும் வெளியீடு எண் ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு உள்ளது எனவே இது சார்பு இங்கே ஒரே உள்ளீட்டுக்கு இரண்டு வெளியீடு இருந்தால் மட்டும்தான் சார்பாகாது உறவுகள் எப்போது சார்பாகிறது சார்பின் வரையறை என்ன சார்பை அம்புக்குறி படம் மூலமாக எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்த்தோம் அடுத்த பதிவில் இது தொடர்பான கணக்குகளை பார்க்கலாம் Thank you